நகைக்கடன் தள்ளுபடி பெற அரங்கேறிய மோசடிகள் ஒரு ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஒரு நபருக்கு பல்வேறு கூட்டுறவு வங்கிகளில் பல நகை தள்ளுபடி இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம அரசாணை சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரசு அறிவிப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் சம்பந்தமான செய்திகள் அனைத்து உடனே வேணும் அப்படின்னா நம்ம அரசாணை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் எனக்கு செய்ய போகிறது என்னென்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நயக்கடன் வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது அம்பலமாக இருக்குது இந்த முறைகேடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி முறை கூட்டுறவு சங்கங்களில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு வழங்கப்பட்ட நயக்கடன்களில் நயக்கடன் அனைத்தும் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை எதிர்பார்த்து கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது அம்பலமாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒதே ஆதார் எண்ணை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் பல கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் வரைக்கும் கடன் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அம்பலமாயிருக்கு அது மட்டும் ஒரு குடும்ப நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் பல லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் பெற்றுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அம்பலமாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமை கோடுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கக்கூடிய இந்த ரேசன் வைத்து நயக்கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா மோசடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் போலி நைகளை வைத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நைகளை வழங்காமலே நைகளை அடமான வைத்து பணம் வாங்குறதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசடி நடந்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வழியாக இருக்குது அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட நைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஏஜெண்டுகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்வேறு நபர்களை ஆட் பண்ணி அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடந்திருக்குதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் வழங்குதில் நிதி ஆதாரம் இல்லாத இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நகையை பெற்றுக்கொண்டு உறுப்பினர்களோட சேமிப்பு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதில் நகைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு பணப்பட்டுவாடா செய்யாமல் அந்த கூட்டுறவு சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டும் பண்ணியிருக்காங்க இந்த நைக்கடனுக்கான எடை மற்றும் தூய்மைத்தன்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு இல்லை இந்த தூய்மை குறைந்த நகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான தொகை கொடுக்கிட்டு இருக்கு பதிலாக எச்சான கொடுப்பதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தொகுப்பு வெளியாயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைந்த தங்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படையில் அந்த தங்கத்துக்கு வழங்க வேண்டிய தொகையை விட வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக தொகைகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மூலம் தெரிய வந்திருக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நைகள் கூட வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா நயக்கடன் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா ரசிதும் வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கடன் வழங்குதில் பல்வேறு முறைகேடுகள் வந்துருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ செய்தி தொகுப்பு வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி முறை முறைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணினி அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நயக்கடன்கள்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படை கொண்டு வரதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தொகுப்பும் வெளியாக இருக்குது இந்த மாதிரி நயக் நாயக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குன்னு வேணும் அப்படின்னா நம்ம அரசாணை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்